அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்சியில் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமிரிஸ்ட் ஸ்டோனை பற்றி தான் பார்க்க போகிறோம் த்ரோட் சக்ராக்கு அதாவது தொண்டை வலி இருக்கு தொண்டையில் சில பிரச்சனைகள் இருக்குது டான்சல் கட்டீர்கள் இருக்குது தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கிளென்சிங் அண்ட் எனர்ஜை டெக்னிக் அதாவது பிபிள்ஸ் தெரப்பின்னு சொல்லுவோம் அந்த ஒவ்வொரு சக்ராக்கும் ஒவ்வொரு பிபிள்ஸ் இருக்குது பல வகையில இருக்கு இதுல பாருங்க சின்ன ஸ்டோன்ஸும் இருக்கு பெரிய ஸ்டோன்ஸும் இருக்கு ஒவ்வொரு சக்கராக்குண்டான ஸ்டோன்ஸும் இருக்கு ஒவ்வொரு சக்ராஸ்க்கு அமிர்தும் போட்டு இருக்கும் இந்த மாதிரி தெரப்பின்னு சொல்லுவோம் இந்த பிபிள்ஸ் தெரப்பி வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் முக்கியமா த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதாவது அடிக்கடி இரும்பல் வர்றது உங்களுக்கு தொண்டை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது இல்லை டான்சல் கட்டி இருக்கிறது தைராய்டு பிரச்சனை இருக்கிறது அப்படி எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் அமர்ந்துச்சுட்டு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஒவ்வொரு சக்ராக்கும் ஒவ்வொரு சிம்பிள் போட்டு சில ஸ்டோன்ஸ் இருக்கு அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன்